வீட்டுல போய் நிம்மதியை இழந்துருவீங்க உங்களுடைய மனம் என்பது அழுத்தத்திற்குள் செல்லும் நம்ம தான் வாயில ஒரு சில பேர் சொல்ல மேக்ஸிமம் புகுந்த வீட்டில தான் அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க மகா விஷ்ணு கிளியரா எல்லாருக்கும் புரியற மாதிரி இருந்தது அண்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட சொல் அவர் சொன்ன சில விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல சேஞ்ச் பண்ண இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளாஸ்ல அங்கே மெடிடேஷன் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் தான் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாவ் அவ்வளோதான் நம்ம பெருசா சொல்ல முடியுறா இவ்வளோதான் தேங்க்யூ அண்ணா குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த டாபிக் மெயினாக பெண்களுக்காக தான் பேசுகிறேன் பிறந்த வீட்டை பற்றி புகுந்த வீட்டில் பெருமை பேசுவது தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க என்ன காரணம் அப்படின்னா உங்கள் அப்பா உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு ஒரு நபராக இருந்துட்டு போகிறாரு உங்கள் அம்மா உலகத்திலேயே அன்னை தெரசாவோட மிக சிறந்த ஒரு சேவக சேவை செய்யக்கூடிய ஆளாக கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் தயவு செய்து அந்த பெருமையை உங்களுடைய புகுந்த வீட்டில் பேசாதீர்கள் பேசாதீர்கள் பேசாதீர்கள் பேசாதீர்கள் பேசாதீர்கள் என்ன காரணம்னால் எல்லாருமே தன்னை உயர்த்திக்கிறதுக்காக தன்னை பெருமையா பேசணும்னா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மனம் என்பதே தன்னை முன்னிறுத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்கு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தன்னை முன்னிறுத்திக்கணும்னா போராடும் பிறந்த வீட்டில இருந்து உங்களை வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மனமே எப்படி தன்னை பெருமையா பேசணும் தன்னை புகழ்ந்து பேசணும் தன்னை நல்லா வச்சுக்கணும் தன்னை தன்னை தனக்கு தனக்கு தன் குடும்பம் தன்னால் தான் தான் தான் தாண்ட தன்மை மட்டும்தான் அதிகமாக இருக்குது இந்த மெட்டீரியல் லைஃப்பில் அப்படி இருக்கும்போது உங்கள் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவரோ புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரோ இல்லை புகுந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை விட மிக சிறந்த விஷயம் உங்கள் பிறந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை கொண்டும் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக சிறந்தவர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் நிம்மதியை இழந்துருவீங்க இதை விட அது பெட்டராக தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் கிளம்பி பூந்த வீட்டுக்கு விட்டு பிறந்த வீட்டுக்கு தான் போகணும் வேற ஆப்ஷனே கிடையாது அப்படி இருக்கிறப்போ புகுந்த வீடுன்ற ஒன்று வந்தாச்சு நம்ம இனி வாழக்கூடியது இதுதான் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுனா டைவர்ஸ் தான் பண்ணணும் அப்படி இல்லாட்டின்னா இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போகும் இதை விட அது பெட்டராக இருக்கே அன்னைக்கு அப்படி இருந்தேனே இப்படி இருந்தேன்னு நினைக்கும் உங்களுடைய மனம் என்பது அழுத்தத்திற்குள் செல்லும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள் செல்லும் எப்போது உங்கள் மனம் மற்றும் உங்களுடைய உடல் என்பது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள் செல்கிறதோ அப்போது நிம்மதி என்பதை இழப்பீருள் உடம்புல நோய் வரதுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு அப்போ இது எங் எங்கள் அப்பா கொடுத்தாரு எங்கள் அம்மா கொடுத்தாரு எங்கள் அப்பா தான் உனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு எங்கள் அம்மா தான் இதை வாங்கி கொடுத்தாரு நீங்கள் வாயில் ஒரு சில பேர் சொல்லுன்னா கூட உங்கள் மனசில் அது இருக்குன்னா என்றைக்காவது ஒரு நாள் வார்த்தைகளாகவோ அல்லது உங்கள் ஆக்டிவிட்டீஸில் வெளிப்படுறோம் எப்போ உங்கள் மனசில் அப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே பதுக்கின்றதோ அது ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளிப்படும்போது உங்கள் அல்லது புகுந்து வீட்டில் வேறு யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறையும் கோபம் என்பது அதிகரிக்கும் அதை வெளியில் சொல்லாமல் கூட உங்களை காயப்படுத்த வாய்ப்புகள் என்பது உண்டு அப்போ நீங்கள் எப்படி வாழணும் பூந்த வீட்டில் போய் பெசாமல் இருக்குன்னு நான் சொல்லலை நீங்கள் எப்படி போனால் இந்த உலகமே நாடக மேடை தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டாங்க அகத்தில் என்ன வச்சுருக்கீங்களோ அது முகத்தில் தெரிஞ்சிடும் ஆக்டிவிட்டீஸில் தெரிஞ்சிடும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தெரிஞ்சு நடவடிக்கை எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிடும் அப்போ என்ன சிறப்பாக நடிங்க உலகமே நாடக மேடைன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு தேவைக்காக சுயநலத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் பெட்டராக நடிச்சிட்டு போங்க நீங்கள் தாங்க பெஸ்ட்டு நீங்கள் தாங்க உயர்ந்தவர் உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்லி பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ரசிக்காத மாதிரி இருந்தாலும் போக போக ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஓவரா புகழுங்கன்னு நான் சொல்ல தேவைப்பட வேண்டிய இடத்துல புகழ்ந்து தள்ளுங்க தப்பே கிடையாது ஏன்னா அவங்க மனம் அதை தான் எதிர்பார்க்குதுன்னு அதை கொடுத்து அளவுக்கு பாருங்கள் கொடுக்கறது மிக சிறந்த குணம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அளவு பார்க்குறது மாதிரி உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் எதுவும் கிடையாது அதை விட்டுவிட்டு பிறந்த வீட்டோட பெருமையே புகுந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது உங்கள் தலையில் நீங்களே மனவாரி கொட்டி இருக்கு ஈக்குவல் யாராவது இந்த வேலையை பண்ணுவாங்களா உங்களுக்கு தேவை நிம்மதி கணவன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் குழந்தைகளோடையும் தான் வாழ போகிறீங்க மேக்சிமம் புகுந்த வீட்டில் தான் உங்களோட டைம் அதிகமாக நீங்கள் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க அது வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அப்படி புகுந்த வீடு அப்படி கூட்டு குடும்பமாக இல்லை அப்படின்னா தடி அது புகுந்த வீடு தான் அப்போ அங்கே போயிட்டு அப்பா இப்படி எங்கள் அம்மா இப்படி எங்கள் அண்ணன் இப்படி என் தம்பி இப்படின்னிங்கன்னா வெறுப்பை தான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருப்பான் ஒரு சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வார்த்தைகளாகவோ இல்லை அடிக்கிறது மூலியமாகவோ இல்லை காயப்படுத்துறது மூலியமாகவோ எப்படி வேணுமானாலும் வெளிப்படுத்துவார்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஞான நிலை என்பது கிடையாது புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது அதனால அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே தன்னை முன்னிறுத்தணும் தன்னை உயர்த்தணுன்றது தான் போராடிட்டு இருக்காங்க அப்போ அந்த தாண்ட தன்மை வரும்போது அந்த தாண்ட அகங்காரத்தை கொஞ்சோண்டு தீனி போட்டு வேடிக்கை பாருங்கள் தப்பே கிடையாது எப்போ இந்த தன்மைக்கு போறீங்களோ அப்போதான் அவங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்ணுவாங்க இது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து நார்த் கொரியாவில் போய் உட்காந்துக்கிட்டு நார்த் கொரியா அதிபரை பற்றி அசிங்கசீகமாக திட்ட மாதிரி ஏற்றுப்பான நார்த் கொரியா அதிபர் நார்த்து கொரியா போயிட்டீங்கன்னா அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் செயல்பட்டு ஆகணும் நீங்கள் பெரிய நீங்கள் ஒரு நாட்டோட அதிபராக இருங்க இல்லை எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருங்க அந்த நாடுன்னு போயிட்டீங்கன்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டு ஆகணும் இல்லைங்க அறிவுப்படி தான் செயல்படுவேன் என் விருப்பப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னா ஏகே துப்பாக்கி எடுத்து போட்டுருவான் மைண்டில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்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 மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளவு தான் நிர்பந்தம் கிடையாது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூல் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருவியோ நீங்க செயல் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்